என் பெயர் சா மாரியம்மாள் நமக்கு கொடுத்திருக்க தலைப்பானது பாத்தீங்கன்னா நட்பை விட சிறந்தது வேற எதுவும் இல்லை ஏன்னா உறவினர்களும் பெற்றவர்களையும் தாண்டி நம் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வீப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா நண்பர்களா மட்டும்தாங்க இருக்க முடியும் நண்பர்கள் வந்து எப்படியெல்லாம் உருவாங்கிறாங்க எங்கெல்லாம் உருவாகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஸ்கூலில் படிக்கும்போதும் ஒரே காலேஜில் படிக்கும்போதும் ஒரே ஆஃபீஸில் வேலை பார்க்கும்போதும் ஒரே பேருந்தில் பயணிக்கும் போதும் எதிர்பாராமல் சந்திக்கும் போதுதாங்க ஒரு நட்பு வட்டாரம் வந்து உருவாகுது அப்போது நட்பை விட சிறந்தது வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு நான் ஏன் பேச வந்திருக்கேன்னு பார்த்திங்கன்னா பெற்றவங்கள்ட்ட மற்றவங்கள்டையும் யார்கிட்டையாக இருந்தாலும் மறைக்கிற ஒரு விஷயத்த நம்ம யார்கிட்ட சொல்வோம்னு பார்த்தீங்கன்னா நண்பனாக இருக்கிறவன்ட்ட தாங்க சொல்லுவோம் அப்போது ஏன் அவன்கிட்ட சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னு அது சோகமான விஷயமா இருந்தால் பாதியாக குறையும் சந்தோஷமான விஷயமா இருந்தால் அது இரட்டிப்படையுங்க அதனால் அவன்கிட்ட சொல்கிறதுனால நமக்கு சந்தோஷம் கிடைக்கிது ஒரு சோகமான விஷயம் குறையுதுன்னா அதை விட சந்தோஷம் தர்ற விஷயம் வேறு எதுவுமே இல்லை அதனால தான் நான் நட்பை விட சிறந்தது வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்கிறீங்க அதோட நம்ம ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் லன்ச் டைமில் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோங்க அப்போதைக்கு இங்கே நம்ம டிஃபன் பாக்ஸில் இருக்க சாப்பாடு பார்த்திங்கன்னா அங்கே இருக்க எல்லாரோட டிஃபன் பாக்ஸுக்கும் பரிமாறப்படும் அவங்களோட டிஃபன் பாக்ஸில் இருக்கிற சாப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபன் பாக்ஸுக்கு வந்து சேருங்க அப்போதைக்கு அங்கு பரிமாறிக்கொள்ளப்படுவது உணவுகள் மட்டுமல்ல ஜாதி மத பேத வேறுபாடு இல்லாத உணர்வுகளும் தான் என்பதையும் அதேபோல் பார்த்து மதம் பார்த்து நட்பு உருவாகுவதில்லை என்பதையும் பகுத்தறிவோடு நான் தெரிவித்துக்கொள்கிறேங்க அதோட முக்கியமான விஷயம் என்னன்னு ஆணும் பெண்ணும் கூடி பேசி சிரித்தாலே காதலாக பார்க்கப்பட்ட காலம் மாறி அவர்கள் நண்பர்களாக இருக்கலாம் குறை என்ற சூழ்நிலைக்கு வந்திருக்கோன்னா நட்பிற்கும் கற்பு உள்ளது என்பதை பரிசுகள் மாணவர்களுக்கான இணையதளத்தில் நன்கொடை பகுதியை அழுத்தி நச்சினை அறக்கட்டளைக்கு சிறு தொகையிலும் நிதி உதவி செய்யுங்கள் நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் நம் தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் சிறு தொழில்தான் வேற எதுனாலையுமே இதை உணர்த்தியிருக்க முடியாதுங்க நட்போட உன்னதை உணர்ந்து ஒவ்வொருவரும் இப்போதைக்கு அவர்கள் நண்பர்கள் அவர்களை தவறாக எண்ணாதீர்கள் என்று சொல்லும் அளவிற்கு நாம் வளர்ந்திருக்கிறோங்க இதை திருவள்ளுவர் கூட உணர்ந்திருக்கிறார் பாருங்க என்ன சொல்கிறார்னா ஒரு குரலில் உடுக்க இழந்தவன் கைப்போலாக ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு அப்போது இந்த குரலுக்கான அர்த்தம் எல்லாருக்கும் தெரியும் நானும் ஒரு முறை சொல்கிறேன் பாருங்கள் அதாவது நம் மேனையிலிருந்து ஆடை நழுவும்பொழுது நம்மளோட கைகள் எப்படி இழுத்து போர்த்துகிறதோ அதுபோல் நண்பனானவன் நமக்கு துன்பம் ஏற்படும் போது வேடிக்கை பார்க்காமல் வந்து உதவுவான் என்பதுதாங்க அப்போ நட்பை பற்றி திருவள்ளுவருக்கே தெரிஞ்சிருக்குன்னா அப்போ இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு தெரியாமல் போகாதில்லைங்க அதுபோல தான் ஆணும் பெண்ணும் நட்பாக பழகிவிட்டால் சம உரிமை பிடிக்க வேண்டும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதுபோல் இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நடுமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி